கணங்களை பொதுவா மூன்று வழிகள எழுதலாம் ஒன்னு கன கட்டமைப்பு முறை இன்னொன்னு விவரித்தல் முறை பட்டியல் முறை பட்டியல் முறைனா உறுப்புகள் என்னன்னு நமக்கு தெளிவா தெரியும் கன கட்டமைப்பு முறையிலையும் விவரித்தல் முறையிலையும் நாம தான் எண்களை கண்டுபிடிக்கணும் எட்டை விட குறைவான்களா முழு எண்களான்னு கவனிக்கணும் இயல் எண்கள்னா ஒன்றில் இருந்து ஆரம்பிக்கும் எட்டை விட குறைவுனா ஏழு வரைக்கும் எழுதணும் ஏ சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் இந்த எண்களில் பகா எண்கள் எது 2, 3, 5, 7 சி என்பது இரட்டைப்படை பகா எண் ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் அது இரண்டு சோ, கணம் V 1, 2, 3, 4, 5, 6, 7 கணம் B 2, 3, 5, 7 கணம் C, 2 கேள்வி A வெட்டு B க்ராஸ் C சமம் A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் நாம் ப்ரூஃப் பண்ணனும். பாருங்க, A வெட்டு B க்ராஸ் C முதல்ல A வெட்டு B கண்டுபிடிக்கலாம். இரண்டுலையும் உள்ள பொது உறுப்புகளை எடுத்து எழுதணும் எந்தெந்த உறுப்பு பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் இரண்டு மூன்று இரண்டு மூன்று அடுத்து 5, 7 ஸோ ஏ வெட்டு பி 2, 3, 5, 7, C கூட கார்டிஷன் பெருக்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரே உறுப்பு தான் இருக்கு சுலபமாக எழுதிடலாம் இரண்டு கமா ரெண்டு மூணு கமா இரண்டு ஐந்து கமா இரண்டு ஏழு கமா இரண்டு ஒன்றுன்னு பேர் கொடுத்துக்கலாம் அடுத்து ரைட் சைடு ஏ C சி பி கிராஸ் சியோட வெட்டு கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் சி ஏழு ஏழு உருப்புகள் இருக்கு சீல ஒரே உருப்பு இருக்கிறதுனால சுலபமாக எழுதிடலாம் பாருங்க 1,2, 2,2, 3,2, 4,2, கமா இரண்டு மூன்று கமா அடுத்து B cross C 2,2, 3,2, 5,2, 7,2 ஐந்து கமா இரண்டு ஏழு கமா இரண்டு இது ரெண்டோட வெட்டு கண்டுபிடிக்கணும் ஏ க்ராசி வெட்டு பிக்ராசி ரெண்டிலையும் எந்த வரிசை ஜோடிகள் ஒரே மாதிரி இருக்கு 2,2 இரண்டு இங்கேயும் கமா இரண்டு கமா இரண்டு ஏழு ரெண்டுன்னு பேர் கொடுத்துக்கலாம் ஒன்று கமா ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால a வெட்டு b cross c சமம் ஏ கிராஸ் சி வெட்டு b cross c. முக்கியமான அதே கணக்கில் செகண்ட் சப்டி பி விசம் லெப்ட் ஹேண்ட் பி வித்தியாசம் சி இரண்டு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல இரண்டுலேயும் உள்ள பொது உறுப்புகளை நாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் நிதி கணம் பியிலுள்ள உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதணும் மூன்று ஐந்து ஏழு ஏ க்ராஸ் பி வித்தியாசம் சி ஏயில் ஏழு உறுப்புகள் இருக்கு B வித்தியாசம் C மூன்று ஐந்து ஏழு முதல்ல 1 அப்படிங்கிற என்னோட வரிசை ஜோடிகளை எழுதலாம் ஒன்று மூன்று ஒன்று ஐந்து ஒன்று ஏழு அடுத்து 2 3 2 5 2 7 அடுத்து மூன்றுங்கிற எண்ணை எடுத்துகிட்டு வரிசை ஜோடிகளாக எழுதலாம் 3 3 3 5 3 7 அடுத்து 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 அடுத்து 6, 3, 6, 5, 6, 7 அடுத்து 7, 3, 7, 5, 7 ஏழு ஒன்றுன்னு பேர் கொடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு A cross B கண்டுபிடிக்கணும் A cross C கண்டுபிடிக்கணும் இரண்டுக்கும் வித்தியாசம் A cross B நமக்கு தெரியும் முதல்ல ஒன்றுங்கிற எண்ணோட இந்த நான்கு எண்களையும் சேர்த்து வரிசை ஜோடிகளா எழுதலாம் அடுத்து 2 இரண்டு கமா மூன்று அடுத்து மூன்று கமா இரண்டு மூன்று கமா மூன்று மூன்று 4,7 அடுத்து 5 5,2 5,3 5,5 5,7 6,2 6,3 6,5 6,7 7,2 7,3 7,5 7,7 ஆறு A cross C கமா மூன்று கண்டுபிடிக்கணும் கீழே ஒரு பொறுப்பு தான் இருக்குது சுலபமாக எழுதிடலாம் ஒன்று கமா இரண்டு இரண்டு கமா இரண்டு மூன்று கமா வித்தியாசம்னா என்ன பண்ணனும் ரெண்டிலையும் இருக்கிற ஒரே மாதிரியான வரிசை ஜோடிகளை முதல்ல நாம் கேன்சல் பண்ணனும் பாருங்கள் 1,2 அடுத்து 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 நான்கு கமா இரண்டு ஐந்து கமா பொதுவான வரிசை ஜோடிகளை கேன்சல் செய்த பிறகு A cross பி ல என்னென்ன வரிசை ஜோடிகள் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும் ஏன்னா ஏ கிராஸ் பியிலிருந்து தான் ஏ கிராஸ் சியை நாம நாம உறுப்புகளை எடுத்து எழுதணும் ஸோ ஏ கிராஸ் பியில் இருக்கிற வரிசை ஜோடிகள் ஒன்று கமா மூன்று ஒன்று கமா ஐந்து ஒன்று கம்மா ஏழு அடுத்து இரண்டு கமா மூன்று இரண்டு கமா ஐந்து இரண்டு கமா ஏழு அடுத்து மூன்று கமா மூன்று 3,5, 3,7 ஐந்து மூன்று கமா அடுத்து ஐந்து மூன்று ஐந்து கமா ஐந்து ஐந்து அடுத்து ஏழு கமா மூன்று ரெண்டுன்னு பேர் கொடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டும் உரிசைிகளை கொண்ட a x b c a x b a b b c c. முக்கியமான தொகுப்புதிப்பெண் கணக்குகள் தான் நம்ம புத்தகத்துல எடுத்துக்காட்டு ஒன்னு புள்ளி மூணு ஒரு முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க